அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹில் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உத்ராட நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க ஃபஸ்ட் இப்போ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு வீட்டில் முதல் பாதம் வந்து விழுதுங்க மகர வீட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மகர வீட்டில் வருது அதேசமயம் மகர வீட்டுக்கு வரும்போது மாறுபடும் மகர வீட்டுக்கு சூரிய பகவான் அப்படின்னா அந்த ஆளுமை கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குங்க அந்த ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது விநாயகர் பிறந்த நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரம் தான் ஆனா விநாயகரோட பரிபூர்ண ஆசிர்வாதம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கு அறிவுத்திறன் அறிவாற்றல் சிந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா செயல்படுத்துவாங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க நல்ல பிரில்லியா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனால் எல்லா நிறைய ஃபீல்டில் வந்து இவங்க கால் பதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு ஐம்பது வயசு ஆகிட்டாங்க அப்படின்னாவே நிறைய ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இவங்களை பாராட்டக்கூடியது சிறு வயசுலேருந்தே வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நிலமைக்கு வந்திருப்பாங்க அதே சமயம் இவங்களுடைய கேரக்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ப்ளஸும் சொல்லுவேன் மைனஸும் சொல்லுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ஸை பார்த்துரலாம் அதுக்கப்புறம் மைனஸை பார்க்கலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து புக்ஸ் ரீடிங் டிவி பார்க்குறது காமெடி பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சாப்பாட்டு பிரியர் பிரியர்கள்னு சொல்லலாம் நல்ல வெரைட்டி டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இதே லக்ன புள்ளி லக்னாதிபதியாக உத்ராட் உத்திரட நட்சத்திரம் இருந்ததுன்னா இன்னும் இது டூ பொருந்தும் இது ராசிக்கே கண்டிப்பாக பொருந்தும் இருந்தாலும் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் தனுசு வீட்டில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் மகர வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்காம் பாதம் வரைக்கும் இருக்குது இப்போ ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ணி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி தைரியசாலியான பெண்மணியும்னு சொல்லலாம் ஆண்களை ரெண்டு பேருமே நம்ம எடுத்துக்கலாம் தைரியமான ஆட்களாக இருப்பாங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும் நல்ல ப்ரில்லியாக பேசுவாங்க சாதி சாதுரியத்தனமாக இருப்பாங்க இவங்க கிட்டே யாரும் ஜெயிக்க முடியாது பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து விதண்டாவாதம் பேசுவாங்க சில விஷயங்கள்லாம் நக்கலாவும் பேசுவாங்க அதே மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சிறு வயசுலேருந்து சில விஷயங்களை இவங்க கஷ்டத்தை பார்க்கறதுனால அது ஒரு அனுபவம் வந்து இவங்களுக்கு அதிகப்படியா கிடைக்கும் இவங்க உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான அதிபதி வந்து சூரிய பகவானா இருக்கிறதுனால அந்த ஆளுமை கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு இருக்கும் அந்த ஆளுமை திறன் சொல்லுவாங்க ஒரு பத்து பேர் வச்சு ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் அறிவாற்றல் அறிவு சிந்தனை இது எல்லாமே இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய மைனஸ் ஏன்னா இப்ப பிளஸ் நம்ம சொல்லிட்டோம் மைனஸ்ன்னு எடுத்துட்டா தற்பெருமை அரிச்சிக்கிறது அதாவது நான் இப்படி பண்ணினேன் நான் இப்படி சாதிச்சேன் நீங்க ப்ரில்லியண்ட்டு தான் நீங்க சாதிச்சிங்க தான் அது நீங்கள் சொல்லக்கூடாது இல்லைங்களா மற்றவங்க தான் வந்து சொல்லணும் இந்த விஷயத்துல வந்து ஒரு சில மைனஸ் இருக்குது நம்ம ஏன்னா அந்த மைனஸையும் சொல்லி ஆகணும் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஏன்னா இதையும் நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அது தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிறது அந்த விஷயங்களை வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா கண்டிப்பாக மற்றவங்க உங்களை பெருமையாக பேசுவாங்க அந்த விஷயத்த நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும் நம்மளே அதை சொல்லிக்கிட்டால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தோணாது என்னதான் நம்ம வந்து ஒரு டேலண்ட்டாலாக இரு இருந்து என்னதான் நம்ம நம்மளே வந்து தற்பெருமையாக அதை அடிச்சுக்கும் அது வந்து ஒரு அவங்களோடைய கேரக்டர் அந்த இடத்துல வந்து எடுபடாதுன்னே சொல்லலாம் இவங்களோட உண்மையான ஒரு நல்ல உண்மையாக ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க சாதிச்சிருப்பாங்க நிறைய ரிசர்ச்சில் இருப்பாங்க நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க உத்திராடல் நட்சத்திரம்லாம் வந்து நிறையா ரிசர்ச்சில் இருப்பாங்க கண்டுபிடிப்பு ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கும்போது நான் தான் பண்ணினேன் செஞ்சேன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த இடத்துல அந்த தலை வரும் தற்பெருமை அடிச்சுப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாவே நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சுருவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களை அடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கெலாம் ரொம்ப முடியாத இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கெலாம் நிறைய உதவி பண்ணுவீங்க அது ஒரு நல்ல விஷயன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப சிக்கனவாதின்னு சொல்லலாம் ரொம்பவே சிக்கனவாதி கஞ்சன் கூட சொல்லலாம் தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய உத்திராடனாக ரொம்ப கஞ்சனே சொல்லலாம் ஏன்னா அவங்களாம் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்கெல்லாம் மகர ராசியில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க அவங்க இந்தளவுக்கு வந்து இருக்க மாட்டாங்க தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்க மாதிரி ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து அஹ் செலவு பண்ணக்கூடிய ஆட்களாதான் இருப்பாங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவுற விஷயம் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தாங்க இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் மோஸ்ட்லி வந்து நம்ம பாராட்டத்தக்க விஷயம்தான் ஆனா இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தன்னை பத்தி பேசிக்கிற விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து மரபணு படி பாத்தீங்கன்னா உத்திரட குருவோட கருமா அப்ப முன் ஜென்மத்துல வந்து நீங்க வந்து குருக்கு துரோகம் பண்றது குரு பேச்சு கேட்காம இருக்கிறது சில தவறுகள் செய்கிறது குருவை மதிக்காத நடக்கிறது அதே மாதிரி பிராமணர்கள்லாம் வந்து துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு சரியானபடி சரியான விஷயங்கள் சரியாக பண்ணி கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து குருவோட கர்மாவில் வந்து ஆட் ஆகும் இப்போ வந்து மரபணு பற்றி பார்த்தீங்கன்னா குருவோட தோஷம்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் உத்திராடமாக இருந்ததுன்னா இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கேன் இந்த இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் குருக்கர்மா இருந்ததுன்னா அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குருவோடய அனுகிரகத்தில் நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் அதாவது தியானத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது கரெக்டான யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந் வரும்போது நீங்கள் ஒரு குருவை வந்து கண்டிப்பாக உண்மையான ஒரு நல்ல ஒரு குருவை வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் காணலாம் அது என்னுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதை குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் இது கண்டிப்பாக நான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு குருவோட தோஷம் குருவோட கர்மா இருக்கிறதுனால இப்பிறவியில வந்து நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல காரியங்கள் நிறைய விஷயங்கள் தர்மம் பண்ணுறது இதன் மூலியமா உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பாரு இப்பிறவியில வந்து நல்ல குரு கிடைப்பாரு அது எப்போ கிடைப்பாரு எப்படி கிடைப்பாங்க எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த மெச்சுரிட்டி இருப்பீங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பிறக்கும் போதே சூரிய இசையில்தான் பிறக்கிறீங்க ஆறு வருடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியாக இருக்கிறீங்க உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் மானிடமாக தான் இருப்பீங்க ரொம்ப சொல்லிட முடியாது அதில் சனியும் செவ்வாயோ இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வீடு வந்து மகர வீடு வந்து பார்த்தீங்கன்னா சனியோடைய வீடு உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதனால் சூரிய திசையே ஃபஸ்ட்டு நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு முதல் ஆறு வருடம் வந்து உங்களுக்கு சூரிய திசை அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல தாய் தகப்பன் வீட்டிலருந்து தான் நீங்கள் பிறப்பிங்க சூரிய திசை ஏன்னா அவங்க சூரிய திசையில் பிறக்கும் போது குழந்தைய பிறக்கும் அவங்களோட உங்களுடைய வீடு வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும்னு சொல்லலாம் உங்கள் குடும்பம் தாய் தகப்பனுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல வந்து அரசாங்க உத்தியோகத்துல யாராவது ஒரு ஒருத்தர் இருப்பாங்க அதாவது அண்ணன் தம்பிங்களாகட்டும் அப்பாவாகட்டும் தாத்தாவாகட்டும் அவங்களா அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவங்களா தான் இருப்பாங்க உங்க குடும்பத்துல அதே மாதிரி சந்திர திசை பத்து ஆண்டு காலம் அடுத்து அதாவது ஆறு வயதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாண்டு காலம் வந்து சந்திர திசை வருதுங்க அந்த சந்திர திசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கும்போது குழந்தைய இருக்கும்போது அந்த பருவத்திலே வந்ததுனால சந்திர திசை மிகப்பெரிய யோகமான திசைன்னு சொல்லலாம் உங்களுக்கு அது தனுசு வீட்டுக்காக இருந்ததுன்னா எட்டுக்கு உண்டான அதிபதி உண்டான திசை அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதோட குடும்பத்துக்கு வந்து நல்லா இருக்கும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது கேந்திரத்துக்கு உண்டான திசை அந்த திசை வரும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் சந்திர திசையில் பத்தாண்டு காலம் நல்லா இருக்கும் அந்த படிக்கிற ஸ்டேஜிலே உங்களுக்கு வந்துருது சப்போஸ் உங்களுக்கு சூரியனோ சந்திரனோ உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட படிப்பு வந்து கெடும் சின்ன வயசுலேயே படிப்பு விட்டுட்டு வர்றது இந்த விஷயம் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா சந்திரனோ சூரியனோ வந்து உங்களுக்கு கெட்டு போயிருந்தா அந்த படிப்பு வந்து உங்களுக்கு கரெக்டானபடி நீங்கள் முழுமையாக படிச்சிருக்க மாட்டீங்க அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இது ஜென்ரலாக பொது பலன் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இந்த பதினாறு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை இந்த செவ்வாதிசை வரும்போது ஏழு ஆண்டு காலம் வந்து செவ்வாதிசை உங்களுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மகர ராசிக்கு எனக்கா மகர வீடு வந்து சனி பகவானுடைய வீடு செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு செவ்வாய் நல்ல தன காரகனா இந்த பாகிய காரகனா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு அதே வந்து அவர் மாறகரா மாறி பாதகாதிபதியா மாறினாருனா கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அந்த பீரியட்ல கொஞ்சம் டஃப் ஆன பீரியடுன்னு சொல்லலாம் பதினாறு வயசுக்கு மேல இந்த ஏழு வருடன்றது கொஞ்சம் டஃப் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் கடந்து நீங்க வந்துருவீங்க ஓரளவுக்கு ஆனா அந்த டைம்லதான் உங்க குடும்பத்துல வந்து இடமோ இல்ல வீடோ வந்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்படும் நீங்க வளர வளர அடுத்த இருபத்தி மூணு வயசு ஆயிடுது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை வருது பதினெட்டு ஆண்டு காலம் கஷ்டம்னு சொல்லலாங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வறுமைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ராகு திசை வந்து பதினெட்டு ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ராகதிசையில் பார்க்கக்கூடிய நேரிடுங்க ஏன்னா ராகதிசை வந்து நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா முன் ஜென்மத்துக்கு உண்டான கர்மா வந்து குருவோட கர்மான்றதுனால அந்த டைமில் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாவீங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது இருந்தாலும் நிறைய மனவேதனைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அந்த இருபத்தி மூணு வயசுலேருந்து பதினெட்டு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளான ஒரு பீரியடாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிளோடு தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வருவீங்க ஏன்னா அந்த பதினெட்டு ஆண்டு காலமும் ரொம்ப கஷ்டமான ஆண் தான் இருக்கும் அந்த பதினெட்டு வருஷமும் அந்த நாற்பத்தி வயதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அதுதான் குரு திசை குரு திசை வந்து உங்களுக்கு குருவுடைய கர்மால் நீங்கள் பிறந்திருந்தாலுமே குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கெடுதல் பண்ண மாட்டார் உங்கள் ஜாதகப்படி உங்கள் லக்னப்படி குரு நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த குரு தசை வந்து பதினாறு ஆண்டு காலமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நாற்பது வயதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லா விஷயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் அது மூலிமா ஒரு வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தேழு வயது வந்துடுதுங்க பதினாறு வருஷம் முடிஞ்சால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் தாண்டிடுறீங்க அந்த டைம்ல ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் செட்டில் ஆயிடுவீங்க அந்த டைம்ல அதே மாதிரி உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு மேல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சனி திசை வருது சனி திசை உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கும் சரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் சனி திசை அட்டகாசமா இருக்கும் ஏன்னா தனுசு வீட்டில இருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி நடக்குது மகர ராசியா இருந்து உத்திராட நட்சத்திரமா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனஸ்தானாதிபதி இரண்டு கூடிய தனஸ்தானாதிபதி திசையை சனி பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு தன காரகனால பண வரவு அதிகமாக ஏற்படும் நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க நிறைய சம்பாதிப்பீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் வரும் ஆனால் அது ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு சிறு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி வந்து செகண்ட் ஆஃப்ல நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் நல்ல லெவலுக்கு வந்துருவீங்க நாற்பது வயசுக்கு மேலேயே இருந்தாலும் அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை வருது அந்த சனி திசை பத்தொம்போது வருஷம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தி வயசு நீங்கள் அதில் வந்து செட்டில் ஆகி உட்காந்துருவீங்க அந்த டைம்லலாம் ஐம்பது வயசுலேயே உங்களுக்கு செட்டில் ஆகிடுவீங்க இருந்தாலும் இந்த சனி திசை வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு மாதிரி நீங்கள் எந்த விஷயம் தொட்டாலுமே ரொம்ப நல்லா வரும் அந்த பிஸ்னஸும் இருக்கட்டும் சரி நீங்கள் வேலையிலருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டும் அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபிஃப்டி செவன்லேருந்து உங்களுக்கு பத்தொம்பது வருஷம் வந்து அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ அந்த ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சொல்லணும் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் வருது இருந்தாலும் அந்த ரிட்டைர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக ஏதாவது பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணணும்னு நினச்சி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிப்பீங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையாவே இருக்குது அந்த பத்தொம்பது வருஷமும் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் பணத்துக்கு மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் செவன்டி சிக்ஸ் செவன்டி ஃபைவ்க்கு மேலே வந்துடுறீங்க அதுக்கப்புறம் புதன் திசை புதன் திசையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க புதன் திசை வந்து பார்த்தீங்கன்னா புத்திகாரகன் சொல்லலாம் புதன் பகவான் வந்து உங்களுக்கு தனுசு வீடாக இருந்தீங்கன்னா கரெக்டா ஏழு குண்ட பாதகாதிபதி பாதகாதிபதியோட திசை நடக்கும் அதே மாதிரி பத்து குண்டான தொழில்ஸ்தானாதிபதி தசையும் உங்களுக்கு நடக்கும் மகர வீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு குண்டான திசையும் நடக்கும் ஒன்பது குண்டான பாகியஸ்தானாதிபதி தசை நடக்கிறதுனால அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரும் அந்த டைம்ல நிறைய டூருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பதினேழு வருடமும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வயது வந்துடுது இந்த ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த குரு திசையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் புதன் திசையில் அதை கண்டினியூ பண்ணுவீங்க அடுத்தது மோட்சஸ்தானம் வந்துடுறீங்க மோட்சத்துக்கு வந்துடுறீங்க கேது பகவான் ஞானகாரகன் ஏழு வருடம் கிட்டத்தட்ட நூறு டச் பண்ணுறீங்க கேது பகவான் வந்து ஞானகாரகண்ண தசை நடக்கிறதுனால இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதோட தேடர்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாயி பூர்த்தியாயி பரிபூர்ணமா நீங்க உணரக்கூடிய தருணம் வந்து வந்துரும் அந்த அந்த வாழ்க்கையை எப்படி கழிப்பின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அமைதியா ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு போகும் ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாங்க உங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் மிடில் ஆஃப் த ஏஜ் தான் உங்களை அடுத்து டெவலப்மெண்ட் கொண்டு போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே தான் உங்களுடைய நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கிடைக்கும்னே சொல்லலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உங்கள் லக்னத்துக்கு எந்த திசை நடக்குது அப்படின்றத பார்த்தா தான் பண்ணி சொல்ல முடியும் அதனால் இது பொது தான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹில்லிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்